அன்புராயி சினிமானு நாளே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது புதிய ஆண்டின் துளைவாயிலே இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வம் இந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் செழிப்போடும் ஆசிர்வாதத்தோடும் வழி என்று விரும்புகிறேன் இந்த வாய்ப்புகளை அனைத்த தேவனுக்கு நான் வந்து செலுத்த விரும்புகிறேன் மற்றும் அறிமுகப்படுத்தின வித்யாலயா எல்லாருக்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய போதவர்கள் எல்லாருக்கும் நான் செலுத்த விரும்புகிறேன் இருப்பதைப் பற்றி எனக்கு மிகவும் சந்தோஷம் I uh, don't take this as granted. This is the presence of God. You know what I'm saying? Amen. If you say that you're stressed and you're stressed, what do you say? I don't think I'm afraid. I don't think I'm afraid. I don't think I'm afraid. Or if we are in our lives. If we are in our lives, if we are in our lives, I don't think I'm afraid. அவருடைய சமூகத்திலே நம்ம செலவழிக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரம் உங்களை ரொம்ப நேரம் வைக்க மாட்டோம் முக்கால் நேரம் சொல்லியிருக்காங்க ஒரு நிமிஷம் முன்னாடி முடிக்க முடியவாங்க ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு இடம்பெறுவாராக நாம் தெய்வ சமூகத்திலே செலவழிக்கக்கூடிய நேரம் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக நம்மை சவால் இடும்படியாக ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு நம்மை வழிநடத்த போவதற்காக நம் நன்றி செலுத்துகிறேன் எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளிலே என்கவுண்டர் என்னை சந்தி மாண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆண்டவரே என் நாளிலே வேதத்தை திறந்து ஒரு வசனத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று பதினேழாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராக வாசிக்கிறோம் வாசிக்கும் பொழுது என்ன செய்தார் எப்போம் எல்லாரும் அதிகாரத்தில் தெரிந்த வாசிப்போமா தேவி போமா ஆண்டவரே 2022 ஆம் ஆண்டில் எனக்கு விரோதமாய் என் குடும்பத்துக்கு விரோதமாய் என்னுடைய தொழிலுக்கு விரோதமாய் என்னுடைய வேலைக்கு விரோதமாய் என்னுடைய உயிருக்கு விரோதமாய் என்னன்னு சொல்றேன்னு சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த ஆயுதம் இயேசுவின் நாமத்தினாலே கை காண பயன்படுத்துமா எல்லாம் உற்சாகத்தோட சொல்லுமா எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஆண்ட தேவ பிள்ளைகளுக்காக என்ன பாகி சொல்லவேண்டும் என்று ஐந்தாவது வசனத்தை யாராவது சட்டம் கொண்டு வாசிப்போம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் जनगले यार, यार सोल रहा अब जन नोकील जन செக்ஷன் சொல்றத்திலிருந்து அறிவுரை பெற்று ஜனங்களிடத்தில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் முடிவில் சொன்ன காத்துவராக்கியம்ாராட்ட வேண்டும் தத்தைய காத்துக்கொள்ள வேண்டும் வேதத்திலே கடைசியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்றால் பரிசுத்தமாய் இருக்கிறவன் பரிசுத்தம் the standard is always high. அளவு கோல் எப்பையிலே ஆண்டவருடையதே அதையெல்லாம் ஜெனரேஷன் ஆக ஆக சந்ததி ஆக ஆக டெக்னாலஜி ஆக ஆக இன்னைக்கு பரிசுத்தம் கீழே போய் கொண்டே இருக்கான ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இதுல தான் சாய்யே அதிகாரத்திலே வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரத்திலே முதல் இரண்டு வசனத்தை வாசிப்போம் ஒன்றிய மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனம் நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதாலே ஓகே உம் முறை வரும் பொழுது அவர் நீங்களும் நானும் மாத்திரமேவியம் ஜீவித்தால் மாத்திரமே அவரை நாம் சந்திக்க முடியும் நவீன கால போதைய முக்கியமான பிற்பகுதியை வாசிப்போம் உங்களை அற்புதங்களை செய்வார் கண்டிஷன் வருஷர்வாதமாக இருக்கணும் உங்களை ஒரிஜினல் லாங்குவேஜ் இதுப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஆயுதப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் ால் பின்னாடி நம்ம வாசிப்போம் ஏழாவது அதிகாரத்தில் அதாவது இந்த இஸ்ரேலினுடைய முழு அந்த கூடத்தில் ஒரே out of hand. புதியும் வருகிறது <ride> பரிசுத்த மணிக் கொள்கள் என்பதற்கான உண்மையான அர்த்தம் என்னென்னால் நபர் <laughs> பயிர் இதே மாதிரி ஒரு பார்ட்டிட்டு நடக்கும் சரிங்களா நியூ இயர்ல என்ன செய்வாங்க அது மாதிரி ஒரு பாட்டி நடக்குது அங்க இருந்து அங்க இருந்து கொண்டு அந்த பாத்திரத்தை கொண்டு என்ன செய்யறாங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்துச்சு என்று உங்களிடத்தும் என்ன எதிர்பார்க்கிறார்